ஹே ஹஸ் வெல்கம் பேக் டு ஏம் பி சிங்கம் நீ நம்ம பார்க்கற விஷயம் என்னான்னு கேட்டீங்கன்னா டைமண்ட் ரயில் எல்லாம் நம்ம சுற்ற போகிறேன் அப்படின்னா ஒரு ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் முப்பத்தோரு நிமிஷம் ஏன்னா முப்பது நிமிஷம் இப்போத்திக்கு நம்ம வந்து இன்னையோட கடைசி இன்றைக்கி நைட்டோட இந்த டைமண்ட் ராயில் முடியும் போது இது எதுக்காக நம்ம சுற்ற போகிறோன்னா இதில் இருக்கிற அது அது என்னது தாடி தாங்க இந்த தாடி வச்சு நம்ம வேலைன்னா சும்மா கேடி மாதிரி வைப்போம் அந்த ஒரே கார்த்தால் மட்டும்தான் நம்ம இப்போ இந்த டைமண்ட் ஆயில் சுற்ற போகிறோம் ஓகேவா டைமண்ட் ரயில் சுற்றி நம்மளுக்கு இந்த டைமண்ட் ரயில் கிடையுதா இந்த டைமண்ட் ரயில் தவிர மற்றபடி எல்லாம் கிடைக்கும் ஓகேவா ஆனால் நம்மளுக்கு டைமண்ட் ட்ராயில் தான் வேணும் அது கிடைக்க நம்ம பதினஞ்சு ஓச்சி வச்சுருக்கிறோம் இது நம்ம சுற்றி இந்த டைமண்ட் ரயில் கிடைக்குதா இல்லை இந்த மேஜிக்குன்னா ஒன்று எப்படி நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம நினைக்கிறது ரெண்டு ஆனால் நம்ம நினைக்கிற தவறு மற்றபடி எல்லாமே கிடைக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது மற்றபடி எல்லாமே கிடைக்கும் நம்ம நினைக்க தவிர இது ஓகே நம்ம சுற்றி தான் பார்ப்பேன் இன்னாதான் கிடைக்குது இன்னாதான் கிடைக்குது இல்லை இன்னாதான் கிடைக்குன்னு நம்ம அது காமனாக ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று வச்சுருக்கோங்க நெட் ஆஃப் பண்ணி அந்த ட்ரிக்ஸ் தான் அதை தவிர மற்றபடி நம்மளுக்கு தெரியாத ட்ரிக்ஸ் தெரிஞ்ச ட்ரிக்ஸ் கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு நாலு கிளிக்கு தட்டு தட்டு தட்டு தட்டுதுன்னு தட்டோமா ஒரு ஸ்பின்னு ஒரு ஸ்பின் போட்ட ஒன்று ஒன்றும் கிடைக்கல நெக்ஸ்ட்டு ஒரு நாலு தட்டு தட்டுட்டு நம்ம நெட் ஆஃப் பண்ண வேண்டும் நெட் ஆஃப் பண்ணிட்டு சர்வ சர்வ சர்வ அப்படியே தட்டு தட்டு தட்டும்போது நம்ம அந்த நெட்ஒர்க் இரன்னு வருங்க இருங்க அப்படியே இருங்க நெட்ஒர்க் இரன்னு கீழே காமிக்கும் ஏன்னு காமிக்கலை அய்யோ சரி ஓகேங்க நம்ம ஆன் பண்ணிட்டோம் இந்த மாதிரி காமிக்கல எவனால் காமி டைம் ஆகும் போல் சரி நம்ம சுத்தம் சுத்தம் சுத்தம் சுத்தம் சுத்தம் சுத்தன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பதினாலு வச்சுருது சரி விடன்னு சொல்லிட்டு இன்னொன்று போட்டால் வாய்ப்பில்ல சுற்று சுற்றுக்கணாலே டோ ஆடர்ட்டோ டான்னு சுற்று சுத்தன்னு அறையுது சரி ஓகே வந்துச்சு ஐ ஐயோ யோ என்ன பண்ணுறது எல்லோ கலர் வந்துச்சு அந்த பண்டில் தான் தர பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேக்மெண்ட்லேருந்து ஏமாத்துறாங்க என்ன பண்ணுறதுனால் சொல்லி போவாங்க காய் சரி ஓகே பத்து சுன்னு ஒரே தட்டுவோன்னு சொல்லிட்டு தட்டி விட்டால் என்னண்ணா எடையின் பாப்போம் ஐயோ ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஏழுலாம் கழிச்சுருக்கு கங்கராஜுலேஷன் கங்கராலேஷன் கங்கராஜுலேஷன் கங்கராஜுலேஷன் வாய்ப்புள்ள வாய்ப்பில்ல ராஜா கிரு கிரு நடிதா ஆனால் கங்கராஜேஷன் வராம இதில் எல்லாமே எனக்கு குத்துத்தான் அனைத்தும் இருக்கு அனைத்தும் முன்னாள் ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி என்கிட்ட இருக்குது மொத்தத்தை குத்துறானுங்க ஆனால் தேவையான மட்டும் தரல சே என்ன பண்ணுறது சரி ஓகே இன்னொரு டைமெண்ட் ஆள் கிடைச்சதுக்கு நம்ம சுற்றுவோம் திரும்ப சுற்று சுற்றுனாலே டாடர் டாடரட்டன்னு சொல்லிட்டு சுத்தம் சுத்தம் சுத்த சுத்தோம் ஒரு ஸ்பின்னு வாய்ப்பில்ல திரும்ப இன்னும் ஒரு ஸ்பின்னு போட நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நாங்கள் பண்றதே ஒண்ணுங்களேன் இன்னும் ரெண்டு ஸ்பின் இருக்கு இந்த ரெண்டு ஸ்பின்னு ஓகே கொங்க்ரோஜு லேசன் வாய்ப்பு இல்லை ராட்டா கொங்க்ரோஜு லேசன் வாய்ப்பே இல்லை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோத்துக்கிட்டாங்க நம்ம வீட்டில் இருந்து மொத்தத்தையும் நம்ம செலவு பண்ணோம் நம்ம வீட்டில் இருக்கிற மொத்த ஓசியுமே செலவு பண்ணும் இந்த குறுந்த அடிக்காகவே இந்த பண்டில் வாங்கினான்னு பார்த்தா கடைசி டைம்ல இல்லை நான் ஃபஸ்ட்டில் சுற்றிருப்பேன் இந்த அப்போதுலேருந்து பதினஞ்சு வருஷம் இருக்குது நான் ஃபர்ஸ்ட்டில் சுற்றி வந்திருப்பேன் இந்த தாடிக்காரையே கடைசியும் சுற்றுலாம்னு சொல்லிட்டு சுற்றினா இப்படிலாம் பண்ணால் நாங்கள் எங்கே போய் டைமண்ட் டேப் பண்ணுறதுங்க ஒரு முப்பத்தி ஆறு டைமண்டு முந்நூற்றது டைமண்டு ஏன் இது இந்த ஒரு நாற்பது எண்பது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் தரக்கூடாதா சொல்லுங்கள் பாபு நம்ம இந்த பதினஞ்சு வச்சு இல்லை இந்த பண்டர் இந்த மேஜிக் வீப்லாம் தந்துடக்கூடாதா சரி விடுங்க இது எப்படி இருந்தாலும் மேஜிக் வீப்பில் வரும் நம்ம தட்டி தோக்குறோம் இந்த தாடிக்காகவே நான் சொல்லிட்டேன் மேஜிக் யூப்பில் வந்தால் நம்ம தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் அதுவும் எதுக்காக இந்த தாடிக்காக மட்டுமே நம்ம எடுக்கிறோம் மற்றபடி எதுக்காக நம்ம போய்ட்டு ரெண்டு மேஜிக் வீப் இருக்கு ரெண்டு மேஜிக் ஆகாத இது உங்களுக்கு நான் காட்டில என்டாகிது ஸ்டோரு ஸ்டோருக்குள்ளே போயிட்டு வருஷ் இப்போ ரீடி ஒன் போயிட்டா நம்ம மேஜிக் வூப்னு இருக்கா டோ ஒன்று இருக்கா இன்னொன்று நம்மளுக்கு நூற்றி ஒன் ஒன் ஒன் மூணு ராமம் போட்டம் மாதிரியே இருக்கு ஒன் ஒன் ஒன் நூற்றி பதினோரு பிரேக்மெண்ட் இருக்குது மொத்தம் ஒரு இன்னொரு ஃப்ரேக்மெண்ட் இருக்குன்னா மொத்தம் நம்மகிட்ட ரெண்டு மேஜிக்கை போயிருக்கு ரெண்டு மேஜிக்கு போயிடுச்சு இப்படினாலும் ஒரு டைமண்ட் சரி அந்த டைமண்ட் ஆயில் வந்துட்டா இப்படினாலும் எடுக்க கன்ஃபார்ம் டெஃபினெட்லி இதில் இருந்து நம்மகிட்ட எதிர்த்து தரணும் தலைவர் இருக்கார் நம்மளுக்கு இதில் மூணே கரெக்டாக மூணு லக்கில் கேட்டுச்சு இதுவும் வந்து ஏழு லக்கிலும் நான் கேட்குறதுக்கே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேட்குது டைமண்ட் ஆயிலு அது நம்மளுக்கு அப்டேட் பண்ணல கை ஸோ இது நான் இதா இதுல கை இது கிடையாது நம்மளுக்கு அதை அப்டேட் பண்ணல அது எப்போ கேட்கிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டைமண்ட் ஆள் ஓகேவா சரி ஓகே உள்ள இந்த வீடியோ நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த பண்டல் டைமண்ட் அதுக்கு ஒரு மேஜிக்யூப் ஸ்டோர்ல வந்தா ஃபஸ்ட் எடுக்கும்போது நம்ம மட்டும்தான் ஓகேவா மபடி யார் எடுக்கிறாங்க அதனால நம்ம தேவையில்ல எடுக்கு போதும் நம்ம மட்டும்தான் வச்சு எடுத்து போகிறோம் ஓகேவா சரி ஓகே பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நீ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் சப்ஸ்கிரைப் இது எல்லாத்தையும் மறக்காமல் செஞ்சு சிறப்பான செய்கையாக செஞ்சு இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்க வந்துட்டே இருக்கணும் ஓகேவா நான் இன்றைக்கி வீடியோ முடிச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ வரும் நாளைக்கு என்ன ஆகியவெண்டா அது ஒவ்வொன்றே நாளைக்கு இந்த இங்கு வர சுற்ற போகிறோம் இப்போ அஞ்சு நம்ம நான் கிட்ட இருக்குது பதினஞ்சு வச்சுட்டு எம்பிஃபை நம்மளுக்கு தான் இருந்தாலும் இங்கே போரில் எதனா ஒன்று எடுக்குன்னு சொல்லி நான் சபதம் போட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவிலே அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கேட்குறதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு நாளைக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவை பண்ணலாம் இருந்தாலும் நீங்கள் பார்க்க மாட்டேறீங்களா அதில் தான் அது ஒரு வீடியோவை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இந்த பதினஞ்சு வச்சு வச்சு இங்கே போய் சுற்று பண்ண நம்ம என்னென்ன கிடைக்கு போய் என்னென்ன தரானு கமெண்ட் பண்ணுவோங்க நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்க வந்துட்டே இருங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன் ஓகே பாய் பாய் நம்ம வீடியோ நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கொண்டு ஓகே பாய் பாய்